dress-அ போட்ட리niki சூப்பரா ஊர் சுத்த போறோம். அம்மா அம்மா என்னmade? சாக்லேட் ஆமா? இதெல்லாம் சாக்லேட்ஸ்ல சென்சான். ஹேமவரிக்காக என்னோட फ्रेंड्स எல்லாம் dress அனுப்பி இருக்காங்க. வாவ்! இந்த dress எல்லாம் சூப்பரா இருக்குன்னு பாறே. ஆனா இந்த dress-ஐ பாக்கும்போதே இது ரொம்ப காஸ்ட்லியா தெரியுது. இங்க பாரு ஹேமவாரி. அட கரெக்ட்டா இருக்கு. ஹேமவாரி ரொம்ப அழகா இருக்கு. புரிந்ததா? சரி நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்து இதை பருஷின் இந்த மாதிரி கேள்ஸ் எல்லாம் போட்டு வெளியே போக முடியாது மரியாதையா உன் டிரெஸ் போட்டுவா நம்ம எல்லாரும் ஜாலியா போய் பார்க்கல விளையாடலாம் தெரியும் இந்த கலர் அழகா இருக்கு